வணக்கம் பேங்க் நிப் பி ஃபியூச்சர் ஒன் மினிட் சார்ட் இந்த சார்ட்டில் நமக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இன்றைக்கு மார்க்கெட் பாருங்கள் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆல்ரெடி நமக்கு பை ட்ரெண்டில் மார்க்கெட் க்ளோசிங் செகண்ட் ஆர்டர் ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு இன்றைக்கும் பாசிட்டிவாக இருக்கனால மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகோ அப்போ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் நமக்கு ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ ரெட் கலரில் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு செல் அட் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டின்னு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாற ஒவ்வொரு தடவையும் அதாவது பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டான் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங் தான் எப்படின்னா இதனுடைய கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டையே அனலைஸ் பண்ணும் அந்த கேண்டலினுடைய பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு காலே வந்து ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட் மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆச்சு ரிட்டன் ஆகையில் நமக்கு இப்போ ஒரு லாஸ்ட்டு டூ கேண்டில் நல்ல ஒரு டவுன் சைடில் ப்ரேக் அவுட் ஆனதுனால நமக்கு செல்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு செல்கால்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கேண்டில்னுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும் ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் என்ட்ரி பாயிண்ட் 1 ஒன் அண்ட் டூ ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும் ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் 866 சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபர்ஸ்டார்ட் 764 செவன் சிக்ஸ்டி ஃபோர் மோர் தேன் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் ஆட் டூ பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேஞ்ச் வந்து இருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேலாகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு பேரிஷ் மொமண்டம் தான் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்தது செகண்ட் டாரட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணி 3 pm வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு மார்னிங் மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பேரிஷ் மொமண்டம் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறத கேண்டில்னுடைய கலர் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எயின் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலும் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுடைய வேலை டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க இதில் ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேனுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் அனுப்புறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் you